லா மாமாஜிவல்ல பண்பு மகசி ஆவான செல்லிலே கடல் பாராளம் வான்புணியரிலே கபீருலாலம் சமதனிலே ியல்ல அம்மாள் உயிரு அருமியராகி அல்லி பெண்ண உஜூதில்ல நேசமாகி அள்ளி பெண்ண உஜூதில்ல நேசமாகி நூறு லகுமதியாக நில் வந்து आवि निल्वन री मळहरी ल आलम बलवडी वागी दुपती निहते वेलिया हिडानाडी मू निने वैता जमहू तरिलेवू येल्लालिया लामाती वल्ला ும் மாடும் காட்சி கண்டிடு ஒலிவார்கைவிட சூட்டி கண்டிடு ஒலிவார்கைவிட சூட்டி நுட்பம் சபரூ திரு உடலெழுந்த நுட்பம் சபரி திரு உடல் எழுந்த மை வேறுவைடிடி தோட்டமிட்டாரி ரியா நுழைந்தாயம் இன் தாரிலே போ ராமாஜி வலுத்தான் பார்க்கடாலை வாசை கமல முகாம் மதிவலம் புரிவாசல் கமல முகாம் மதிவலம் புரிவாதை ரூகுல் புதுபை பலபலபாதை ரூகுல் புதுபை பலபலபாதை மாநில வீடு பிரிவினையாசை தினம் முந்திர்த்தி தூவமாடி aas mein dum daida tu tale le dum dum kisariya la maati vanna koi jab dam phuli murayale jodi un dil tugawari ne jodi un dil tugawari ne kelaram jiyum koluvile nada kelaram jiyum koluvile raagam paadi nindraai malapootil paaraval ulfi aalamindaada rahmaniya choot nadivilu kelanadiyalli daamaativanara आलम मरवाgil आरी पुहुं काया सुमति फाति आरी पुहुं काया सुमति फाति मेरतली तोय नबी मार्गी लय रते विरिचै नबी मार्किडय निरन मणि विणै चै निवराचिल पालोब नबी कणिकाय वानिल हमीदुल्लालम अरिश पल्लीले यन्नालिया न लामाती वल्ला பாடும் மணோலை வளர்நகராய புறமதி நகராயே வளர்நகராய புறமதி நீரில் அஞ்சு மேலும் சவாரில் பாவில் சங்கீர்தேந்திர சங்கீர்ண பலங்கள் அலங்காரம் பாடும் சமதே அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த பெரியோர்களே அருமை தோழர்களே தாய்மார்களே இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு நல்ல வாக்கியம் நபிமார்களுடைய வரிசையில் நபிமார்களுடைய ஒரு சிறப்பு தன்மையில் நபி யூனூஸ் அலி சுலாத்து சலாம் அவர்களுடைய ஒரு சரித்திரமும் இடம்பெறுகின்ற இருபத்தி ஐந்து நபிமார்களில் யூனூஸ் நபி அவர்களும் ஒருவர் ஆவார்கள் ஆகவே யுனுசு நபி அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் இறைவனுடைய ஒரு உத்தரவுக்கு இணங்க நடந்தார்கள் அவங்களுடைய நடைமுறையில் இறைவனுடைய பணியை எவ்வாறு செய்து முடித்தார்கள் என்பதை பற்றி அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறு ஏதோ தெரிந்த முறையிலே சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம் தயகூர்ந்து அனைவருடன் இருந்து சிறப்பான முறையிலே கேட்டுச் செல்லுமாறு உங்களை பணிவோடு வேண்டிக் கொண்டு சரித்திரத்தை தோங்குகின்றேன் வைத்து மூ கத்தி சென்ற பட்டினத்தில் इत्राइल कूटा तार के नदिय आगवे शहिया नदिया वरज वांदवन पार पडितवन पूर्व नन्तुम येग देव तुलग एडे एडतुरैता अरज முகத்தீஸ் சொல்லக்கூடிய அந்த பட்டினத்தில் கூட்டத்தார்களுக்கு நபியாக நபி ஷஹாத்து முகத்தீசில் ஜீவித்து வருகின்றார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இறைவன் ஒருவன் என்ற ஏசதத்துவ கொள்கையை மக்களுக்கு விளக்கி காட்டி அதன்படி அந்த மக்களை நேர் வழி காட்டி வாழ்ந்து வருகின்ற அந்த நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹு ஆண்டவன் நபி அலி சொலாத்து அவர்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார் அரசுலாம் அல்லாவுடைய வகி கொண்டு வந்து இறங்குகின்றார்கள் இறங்கி சொல்லுகின்றார்கள் நபி ஷஹியா அவர்களே அதாவது அல்லாஹுடைய உத்தரவு மகாவுடைய மகன் யூனு என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நடிப்பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை அழைத்து கொண்டு வந்து நீனவா என்று சொல்லக்கூடிய பட்டினத்தில் ஒரு லட்ச மக்கள் வாழுகின்றார்கள் அந்த ஒரு லட்ச மக்கள் வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தை அணியாதவர்களாக இறைவன் ஒருவன் தான் என்ற உண்மையை விளங்காதவர்களாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்களை நேர்வழி காட்டுவதற்காக யூனூசு சுனபி அவர்களை அந்த நீனவா பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கும்படியாக அழித்தான் என்று வல்லோன்றி பூரிலும் மிக மொழிந்தார் நேசம் நிறைந்ததொரு யுனுசு நபியை ஆதி இவனும் அனுமதி தந்தான அமரோஜிபூரிலும் அன்பாக சொல்லிடுவார்கள் ஜிப்ரை சொன்னார்கள் இப்படி அவங்களுக்கு வகி அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அது கேட்ட நபி ஷஹா அலி சலாத் ரொம்ப சந்தோஷமாகி உடனே மகன் யூனூசை அழைத்து வரும்படியாக செய்தார்கள் அப்படி அழைத்து வரப்பட்ட யூனுக்கு ஷஹ்யா நபி சொன்னார்கள் யுனுஸ் அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு நபி பட்டத்தையும் ரசூல் பட்டத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் நீங்கள் உடனடியாக மீனவா என்று சொல்லக்கூடிய பட்டினத்தில் ஒரு லட்சம் மக்கள் வாடுகின்றார்கள் அந்த மக்களுடைய மத்தியிலே சென்று நீங்கள் ஏகதவ்ய கொள்கையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் இறைவன் ஒருவன்தான் என்ற உண்மை அந்த மக்களுக்கு விளக்கி காட்டி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று அல்லா உங்களுக்கு வகி அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் சென்று வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே யூனு சொன்னிட்டு சொன்னாங்க சரியா அவர்களே நான் இரண்டு மக்களும் மனைவியுமாக இருக்கின்றேன் என்னுடைய மனைவி மக்களை விட்டு நான் எப்படி பிரிந்து போவேன் என்று சொல்ல இதை கேட்டு நம்பி ஷஹியா சொன்னாங்க அப்படியா கவலைப்படாதீங்க உங்களுடைய மனைவி மக்களையும் ஒன்றாக அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு போங்கன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அதே போன்று அம்மாவுடைய உத்தரவுக்கு எனக்கு நம்பி சுலாத்ம சொல்லாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் இரண்டு மக்களுமாகத்தான் பிரயாணப்பட்டு வைத்தில் என்று சொல்லக்கூடிய ஊரை விட்டு வழி நடந்து அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு வருகின்ற மனிதனிலே வல்லவன் நேரம் அறிவிச்சேர்ந்தார் இவ்வாறு அவங்க பயிற்றும கத்து செய்விட்டு நடந்து வர வேண்டிய வழியில நடு காட்டுக்குள் வருகின்றிருந்தார் அப்படி காட்டுக்குள் வரும்போது அங்கு என்ன ஒரு காட்சியை காண திருந்தார்களையானால் நடு காட்டில் ஒரு பெரிய ஆறு ஒன்று ஓடுகின்றது இருபுறையும் இருபுறமும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்ற அப்படி கரைபுரண்டு ஓடுகின்ற காட்சியை கண்ட நபி சுனாத் நினைக்கின்றார்கள் பயங்கரமாவுடைய இந்த ஆற்றை கடப்பதற்கு பாலம் இல்லை கடந்து செல்வதற்கு தோணி இல்லை நாம் எவ்வாறு நம்முடைய மனைவி மக்களை அழைத்துச் செல்வோம் என்று எண்ணிய நிற்கின்ற தருண மகிழ் யூனு நபி அவர்கள் மனம் அதுவே அல்லாவின் மனதில் கொண்டு நாம செல்லும் ஆற்றை கடப்பதற்கு வேற வழி இல்லை ஆனா அல்லாவுடைய போய் ஆகணும் என்ற எண்ணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்தார்கள் தன்னுடைய மூத்த மகனைத்தான் எடுத்து கொண்டு இளைய மகனையும் மனைவிக்க வைத்து விட்டு சொன்னார்கள் நான் கொண்டு போய் மகன் அக்கறையில சேர்த்துட்டு மீண்டும் திரும்பி வந்து நான் உங்கள் அலசிக்கிட்டு போறேன் என்று சொல்லி அது போலாத் முத்து மகனை மீது வைத்து பாய்ந்து சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான வெள்ளத்தில் தானே நபி சொலாத் சென்றுவார் மனதில் கொண்டு நாம் என்ற ஒரே முடிவோடு அப்புறமாக போய் தன்னுடைய தந்தியையும் தாயையும் நான் அரசு விட்டுவார்கள் என்று சொல்லி நட்டியும் வந்தான் ஆனா இப்படி இக்கரைக்கு வந்து அதே போன்று தன்னுடைய நீண்டி வர வேண்டிய நேரத்தில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றதே ஆனால் அக்கறையிலே வைக்கப்பட்ட மகனை காட்டிலே வாழக்கூடிய ஒரு பயங்கர ஓனா என்று ஓடி கொண்டு வந்த அந்த மூத்த மகனை தரு தேடித்துக் கொண்டு அந்த கோரமான காட்டியை தான் கண்ணி ஏகந்தார் ஒரு பயங்கரமான ஓநாய் ஓடி வந்து மூத்த மகன் மூத்த மகனை கல்வி பிடித்து எடுத்துக்கொண்டு ஓடுகின்றது அந்த ஓநாய் இந்த காட்சியை கண்டதும் இடைய மகனை கையிலே பிடித்திருந்தார்களே அதை பார்த்ததும் அப்படியே திடுக்குற்று அதாவது தன்னை மறந்தவர்களாக தன்னுடைய சுய உணர்வை நீங்கி மகனை பிடித்திருந்ததை மறந்துட்டாங்க கை நடுக்கி அந்த இடைய மகன் ஆச்சரிய போய்கொண்டிருக்கின்றார் அப்படி அந்த இளைய மகன் கை நழுவி பயங்கரமான ஆற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதும் அதுக்கப்புறம் பார்த்தார்கள் ஆகா தன்னுடைய வெற்றி வைத்தோமே என்ற அதிர்ச்சியை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று அக்கறைக்கு சென்று அந்த ஓனாயைத்தான் ரெட்டி கொண்டு போகும் மூத்த மகனை இழுத்து சென்ற அந்த ஓனாய் ஒரு பெரிய மரத்தின் மீது தான் ஏறி நின்று கொண்டு யூனடி பார்த்து சொன்னது மனதிலே கொள்ளுங்கள் நீங்கள் ஊற விட்டு பிறப்பிட்டு வரும்போது மனைவி மக்கள் இருக்கிறார்களே என்ன செய்வது என்பதாக நினைத்தீர்கள் ஆகையினால உங்களுடைய மனைவி மக்களை பற்றி நீர் கவலைப்படாதீர்கள் ஆகையினால் உன்னுடைய மகன் நீங்கள் எந்த நாட்டத்தோடு போகின்றீர்களோ அதை முடித்து விட்டு திரும்பி வரும்போது உம்முடைய மனைவியும் உம்முடைய மக்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆகையினால நீங்கள் திந்து வாருங்கள் என்று அந்த ஓநாய் சொன்னார் இதை கேட்ட உடனே நம்பி யூனு பார்த்தார்கள் இதுவும் அல்லாவுடைய வேலை என்று உடனே அல்லாஹால் ஆண்டவன் மகிழம் அனுப்பி வைத்து விட்டான் யுனுசே கவலைப்படாதீங்க உங்களுடைய மனைவி மக்கள் அழைத்துக் கொண்டு போகிறவர்கள் மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்பதாக நினைத்தீர்கள் அல்லவா ஆக என்ன அதை பற்றி நினைக்க வேண்டாம் உங்களுடைய பிரிக்கப்பட்டாலும் கடைசியில் உங்களுக்கு துணையாக வந்து சேருவார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து வாருங்கள் என்று அல்லாவுடைய வகி வருகின்றது உடனே இக்கரையில் நின்று கொண்டு மனைவியைத்தான் பார்த்து சொல்லுகின்றார் கவலைப்படாதீங்க அல்லாவுடைய ஆன ஆகையனால நான் அதன்படி போகின்றேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு விட்டு தன்னுடைய வழி நடந்து சென்றேன் யூனூஸ் அவர்கள் நீண்ட நீண்ட இடத்தை விட்டு பயணப்பட்டு நீண்ட தூரத்தை தான் இடந்து கடந்து அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய ஊருக்குழு போய் சேர்ந்தான் அந்த ஊருக்குழு போய் பார்க்கும்போது ஒரு பெரிய நகரம் ஒரு லட்சம் மக்கள் வாழக்கூடிய அந்த ஊரு அந்த ஊருக்கு சென்ற நபி சொல்லி சொன்ன அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் வாழும் நானும் ஒன்றை சொல்ல கேடுங்கள் மக்கள் எல்லாம் தீருவா படும்படிய சொல்ல அந்த நீலமான மக்களை எல்லாம் கூட்டி நம்பி யூன சொன்ன நீங்கள் எல்லாரும் ஏக இறைவனாகிய அந்த ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும் ஆண்டவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் மற்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டு நீங்கி நீங்கள் எனக்கு ஈமான் கொண்ட ஆயிராக கடிமா அந்த ஏக இறைவனின் ஒருமித்த கருத்தோடு நாம் ஒன்றுபட்டு வணங்க வேண்டும் என்று நன்றி யூனிசலா தோசலான் அந்த மக்களுக்கு சொன்னாங்க இப்படி சொல்லும் போது இப்படி சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் பார்த்தார்கள் இது என்ன புதுசா ஒரு மார்க்கத்தை பற்றி சொல்லுகின்றார் நம்முடைய முன்னோர்கள் மூதாதிரியர்கள்லாம் இப்படி ஒரு காயத்தை பற்றி சொல்லவில்லையே இவர் அடிப்படி இந்த விதமாக வந்து நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று யாரும் அவருடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் யாரும் அவருடைய பேச்சுக்கு வக வைக்க மாட்டார்கள் ஆகவே அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்தப்பட்டம் என்ன பயிற்சியக்காரன் என்றும் கிருக்கன் என்றும் அவர்களை சொல்லி செல்வார்களே அல்லாது அவங்க சொன்னதை யாரும் கேட்க ஆனா யூனி விடவும் கடபஜார்கள் சந்துகளிலையும் அதாவது ஓரஞ்சாரங்களிலும் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே சென்று அத்தாவுடைய கட்டளை நிறைவேற்றினார் சொன்ன ஜனங்களே நீங்கள் இவ்வாறு நீங்கள் பல தெய்வங்களை வைத்து வழிபடக் அதனால எந்த விதமான கிடையாது ஆகையினால் நீங்கள் இறைவன் ஒருவன்தான் என்ற உண்மையை உங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் நாயனாக இல்லவா இவனு சொல்ல சூழ்நாள் சொல்லி நீங்கள் எனக்கு ஈமான் கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்கள் நேர் பெற முடியும் என்று அடிக்கடி உபதேசம் சொன்னார் இது யாருமே கேட்கவில்லை கடைசியாக இவருடைய தொல்லை பொறுக்க முடியாதபடி அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களையான நபி சுனாத் அவர்களை பைத்தியக்காரன் என்றும் கல்லாலும் அடித்து இன்னும் அவர்களுக்கு இடை கிடக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய காலில தான் கயிறு கட்டி திருத்தருவாய் இழுத்து இடுவார் குப்பை மே இந்த விதமாக அந்த ஜனங்கள் எல்லாம் யூனஸ் நம்பிய ரொம்ப தொல்லை கொடுத்து காலிலே கைத்தி கட்டி திருத்திருவா எடுத்து குப்பை மேட்டில கொண்டு போட்டுவாங்க அப்படி குப்பமேட்டில் கொண்டு போட்ட உடனே தண்ணியை மறந்தவர்களாக கிடப்பார்களா நபி யூனா தோசரா அப்படி கிடக்கும் போது ஒரு வகையான பட்சி அதாவது அல்லாவுடைய உத்தரவுக்கு நாங்க இன்னும் ஒரு சிறிய பட்சிகள் வந்து கூட்டம் கூட்டமாக கூடி அவர்களுடைய பக்கத்துல வந்து அதனுடைய தொண்டுகளாக தண்ணியை கொண்டு வந்து யூனஸ் நபிக்கு தெளிச்சு அவங்களுக்கு தெளிவு உண்டாக வரைந்திரமும் அந்த பட்சிகள் எல்லாம் அங்க காத்திருக்குமா சுபகானந்தா அப்படி மீண்டும் அவங்களுக்கு தெளிவு ஏற்பட்டவுடனே மீண்டு எழுந்திரித்து அந்த ஊருக்குள் தானே வந்து உபதேசம் சொன்னாங்க இப்படி நம்பி சொன்னது அதே சுலா தோசி வந்ததை பார்த்து அந்த மக்கள் எல்லாம் மீண்டும் பார்த்தாங்க என்ன மீண்டும் எடுத்துட்டாருன்னு சொல்லி அது அவங்களை கல்லால் அடிச்சு காவலை கையத்து கட்டி பொது எடுத்து போட்டுருவாங்க இப்படி அவங்களுக்கு கொடுத்த தொல்லையும் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கஷ்டமும் சகிக்க முடியல நதியுனு சொல்லி சொலா துவம் அந்த நீரவா நகரத்தில் முப்பது வருஷங்களாம் மக்களை பார்த்து சொன்னார் இறைவன் பக்கம் வந்துவிடுங்கள் நீங்கள் என் சொல்லை கேட்டிடுங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பது வருஷம் சொன்னாங்க இறைவனுடைய பக்கத்தில் வாருங்கள் என் சொல்லை கேளுங்கள் எனக்கு நீங்க ஈமாங்கொள்ளுங்கள் என்று முப்பது வருஷம் சொன்னாங்க யாருமே அவங்க பேச்ச கேட்கல யாரும் அவங்களுக்கு ஈமாங் கொள்ளவும் இல்லை ஆனா அவங்க கொடுத்த தொல்லைதான் அதிகம் அவங்க கொடுத்த கஷ்டம் தான் அதிகம் சைக்க முடியல நபி யூனு சொல்லி மனதிலே இருந்து வேதனை கொண்டவர்களாக நபி ஆதி பெரியிருந்தார் மனதில் வருத்தத்துடன் துவாரு முப்பது வருஷமா நான் பெரிய கஷ்டப்பட்டுட்டேன் முப்பது வருஷங்களாக நான் பெரிய சங்கடப்பட்டு விட்டேன் எனக்கு கொடுத்து சொன்ன என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்னால் பொறுக்க முடியல ஒருவராக பேச்சுக்கு என்னுடைய சொல்லுக்கு வழிபடவும் இவர்களுக்கு ஒரு பெரிய இறக்கி வைக்க வேண்டும் முன்னுண்டான அபிமாரர்களுடைய கவும்களுக்கு நீ எப்படி தண்டனை கொடுத்தாயோ அதுபோல அதாவது காற்றை விட்டும் மழையை விட்டும் மக்களை எப்படி பெரும் வெள்ள அவர்களை நீ அடித்தாயோ அதுபோல இந்த ஜனங்களையும் நீ பெரிய ஒரு நெருப்பை கொண்டு இந்த மக்களை நீ அழிக்க வேண்டும் என்று நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மனசஞ்சு இந்த நாடே அடைய துவா செஞ்சாங்க அப்படி கேட்டவுடனே அல்லத்தான ஆண்டவன் உத்தரவு கொடுத்தான் நீ முப்பது வருஷம் கஷ்டப்பட்ட அதாவது தொள்ளாயிரத்தி வருடங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அவங்க மக்களை கூப்பிட்டாங்க அவங்களுக்கு ஈமா கொண்ட பேர் எத்தனை எண்பது பேர் ால அவ்ள பெரிய கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொள்ளாயிரத்தி வருஷம் ஆகியனால இப்படி எத்தனையோ நபிமாக உலகத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க அது நீரும் அந்த வரிசையில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விட்டீர் ஒரு நிபந்தனை மீண்டும் அந்த மக்களுக்கு சொல்லும் நாற்பது நாள் உங்களுக்கு தவணை இந்த நாற்பது நாளைக்குள்ள ஈமான் கொள்ளவில்லை நிச்சயமா நெருப்பாத மழை பெஞ்சு உங்க ஊர் அடியா சொன்ன உடனே அதே போல நம்பி சலைப்புலாம் அந்த மக்கள் மத்தியில் போய் சொன்னார்கள் ஓய் ஜனன் கேடே இதுவரைக்கு நீங்க என்னுடைய பேச்சை கேட்கவில்லை இன்னைக்கு உங்களுக்கு இன்னைல இருந்து நாற்பது நாடு இந்த நாற்பது நாளைக்குள்ளாக நீங்கள் என்னுடைய சொல்லுக்கு இணங்கி நீங்கள் எனக்கு ஈமான் கொண்ட ஞாயிற்றுவா யூனூசுரூவா என்று கரிமாவை சொல்லி நீங்கள் கரிமாவை சொல்லி ஈமான் கொள்வீர்களே நாள் நேர்கழி செற்றிடுவேன் நீண்ட நாள் வாழ்ந்துடு கரிமாவை சொல்லிடுவேன் கண்ணியமாய் வாழ்ந்திடு சொல்லுக்கு நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால் பெரிய உங்களை தாக்கியிருக்கின்றது அது எப்பே கொடுத்தா என்று சொன்னால் என்று சொன்னார் நபியவர் நாற்பது மழை பெஞ்சு இந்த நாட்டில் உள்ள நெருப்பு இறங்கட்டும் அப்ப பாப்போம் ஆனா இப்ப உங்களுக்கு களிம சொல்ல மாட்டோம் உங்க வாட்டை கேட்க மாட்டேன் உடனே அது போல நாற்பது நாள் தவணை முடிஞ்சு போச்சு நாற்பது நாள் தவணை முடிந்ததும் நபி சொன்னி கொடுத்த நாற்பது நாள் தவணையும் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பரவாயில்ல நீ அந்த ஊரை விட்டு அப்புறமா போய் ஒரு உயர்ந்த மலையில அறிவு அல்லா சொன்ன அது போல நபி சொல்லி சொன்ன சொன்னா அந்த ஊரை விட்டு அப்புறமா சென்று உயர்ந்த மலையில போய் அறிவுக்காந்துட்டாங்க இருந்தவுடனே அந்த நீனவோ நகரத்தில் எப்போது கொத்தோராதாபு தூள்கின்றதே ஆனால் பயங்கரமான மேகம் வந்து சூழ்ந்தது மேகம் வந்து சூழ்ந்ததும் அந்த மேகத்தில் இரத்த அதாவது நெருப்பு பொறிகள் அப்படியே பறக்கின்றது அப்படி நெருப்பு பொறி பறக்கின்றதும் அனல் காற்று வீட்டுகின்றதும் இது போன்ற ஒரு பெரிய நீனவா நகரத்தை சூழ்ந்து கொண்டதும் அந்த அனல் காற்றும் நெருப்புனுடைய அணுக்களும் பறக்கின்றதும் அதை தாங்க முடியாத அந்த நீனவா நகரத்து மக்கள் எல்லாம் அறி அடித்து கொண்டு ஓடியே வந்தார் கிரியெல்ல பயங்கரமான சோதனை என்று எல்லோரும் ஒரு மித்திரி கூடியிருவாய் என்ன ஒரு பயங்கரமான ஒரு சோதனை இது என்ன ஒரு பயங்கரமான ஒரு வேதனைக்கு பைத்தியக்காரன் என்றும் அவரை கல்லால் அடித்து அவரை பெரிய வேதனைக்கு உட்படுத்தி நாம் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுத்தோம் அவர் சொன்னார நெருப்பான மழை உங்க நாடு நகரங்கள் எல்லாம் அடையும் சொன்னாரு அது போல இப்ப நெருப்பு போகிறது நெருப்பும் அணிய போகிறோம் என்று கூடி அரசாங்கத்துக்கு வருகின்றார்கள் மந்திரிகளும் மற்றும் உள்ளவர்களும் பார்த்தார்கள் என்ன காரணம் என்ன நடந்தது என்று கேட்கும் சொன்னான் இந்த விதமாக யூனூஸ் என்று சொல்லி ஒருவர் வந்து அதாவது நீங்கள் எனக்கு ஈமான் கொள்ள வேண்டும் ஒருவன் தான் என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் அவனுக்கு வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் அதையெல்லாம் மறுத்து அவருடைய தொல்லை புறக்கணித்து அவருக்கு நாங்க பெரிய தொல்லை கொடுத்துட்டோம் கண்ணால் அடித்தோம் அவரை காலில கைத்து கட்டி இழுத்தோம் இப்படி பல அதாபுகளை கொடுத்தோம் தொல்லைகளை கொடுத்தோம் ஆகவே கடைசியாக இந்த முறையிலே அதாபு இறங்க போகுதுன்னு சொன்னாரு நாங்க அதையும் கேட்கல ஆகையினால அவர் சொன்னபடியே இப்ப அதாப் இறங்கி விட்டு சொன்னார் உடனே அரசர் சொன்னார் மந்திரி அவர்களே இதற்கு என்ன முடிவு இந்த பயங்கரமான ஆபத்தை விட்டு நாம் எப்படி தப்புவது இடைவிட்டு எப்படி வீழ்வது என்று கேட்கும் போது மந்திரி சொன்னார் அரசர் அவர்களே ஒரே காரணம் நான் வேற வழியே இல்லை அந்த மனிதர் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அவரை கொண்டு வந்து அவர் சொன்ன நாயருக்கு நாம் அத்தனை பேரும் வழிபடுவோம் அப்பந்தான் நாம மீழ்ச்சி பெற முடியும் சொன்ன உடனே அப்படியா அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வரணும் என்று சொன்ன அந்த ஜனங்கள் எல்லாம் மீனவா நகரத்தை எல்லாம் தேடினாங்க சந்து கொண்டுகளெல்லாம் தேடினாங்க எங்கெங்கெல்லாம் யூனசனுக்கு இருப்பார்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தாங்க எங்கும் அவங்கள காணல ஆகவே வந்து சொன்னாங்க எங்கேயுமே அவர்களை காணவில்லை என்று உடனே சொன்னாங்க என்ன செய்வது என்று எல்லாரும் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது நெருப்பு அனல்கள் தான் பொறியாக விடுகின்றது தாங்கி கொள்ள முடியல துடிக்கின்றார்கள் அதே நேரத்தில் சொல்லுகின்றார் இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று உடனே மந்திரி சொன்னார் அரசர் அவர்களே ஒரே வழிதான் வேற வழியே இல்லை ஆகையினால் எல்லாரும் ஒன்று கூடி நல்ல பொழித்து மூழ்கி புத்தாடை அணிந்து பெரியோர் முதல் சிறியோர் வர ஒரே இடத்துல கூடி ஒரே மனதாக அந்த யூனூஸ் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் அவருக்கு ஈமான் கொண்டு அந்த ஒரே இறைவனுக்கு நாம் அத்தனை பேருக்கும் சுஜூது செய்யணும் அப்பந்தான் நாம தப்ப முடியும் நல்ல யோசனை அதன்படி அந்த ஊரில் உள்ள அத்துணை பெருகும் ஒட்டுமொத்தமான முறையில் குளித்து முழுகி நல்ல புதிய ஆடைகளை தான் அணிந்து செய்யோர் முதல் ஒரு நல்ல மைதானத்தில் ஒன்றுபட்டவராக ஒரே மனதாக ஒரே எண்ணமாக அவர் சொன்னார்களே அதுபோன்ற அத்துணை பெருகளும் வாயிலாக இல்லூ என்று கரிமாவை சொல்லிடுவார் கொண்டிருவார் இஸ்லமான நகரத்துள்ளோர் வாப்பு மனம் ஒன்று வெட்டி கரிமாவை சொல்லிடுவான் ஒருமிச்சுபட்டு அவங்க சொன்ன அந்த இறைவனுக்கு அத்தனை பேரு வணங்கினார்கள் வணங்கி அல்லா இடத்திலே வேண்டிக் இறைவா இந்த அதிபயங்கரமாவுடைய ஒரு ஆபத்தை வைத்து அனைவர்களின் பாதுகாப்பாயாக நீ யாரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னாயே அவர்கள் மீது நாங்கள் ஈமான் கொண்டாட்டை ஏற்றுக்கொண்டோம் எங்கள் அத்தனை நீ மன்னிப்பாயாக இருந்து வேண்டினான் உன்ன அவ்வாஹ ஜெல்லுஸ்தான ஆண்டவன் கருணை உள்ளவன் இறக்கம் உள்ளவன் தவக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ரட்சிக்க கூடியவன் பிழைபொருக்க அதுபோன்ற அவங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பொறுத்து அவ்வாஹும் மன்னித்து நெருப்பால இறங்குகின்ற அந்த அனவு காட்டை எல்லாம் மாற்றி அவ்வாஹு ஆண்டவன் அவனுடைய கருணை கொண்டு அந்த வீனமான துறத்திலே நல்ல மழை பொழிந்தீடுமா நகரம் எல்லா நாட்டில் உள்ள ஜனங்கள் அவர்கள் இருகை ஏறி வேண்டிடுவார்கள் அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் அத்துணை பேர்களும் மனதிலே சந்தோஷம் மனதிலே கிருபை மனதிலே ரொம்ப இறைவன் மீது பயம் பக்தி உண்டாகக்கூடிய முறையிலே நல்ல ரகமத்தான மழை பொழிந்து விட்டது நீனமான கிடைக்க அப்படி மழை பொழிந்தவுடனே அந்த நகர மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அதே நேரத்தில் நம்பி யூனிசுலாம் நம்ம அல்ல இடத்துல செஞ்சு அந்த படி அங்க நடந்திருக்கும் என்று நினைத்து அவங்க அங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்க எப்போ ஒரு காட்சி பாருங்க ஒரு பெரிய மனிதன் நல்ல தாடியும் பாடியும் பெரிய கையிலும் பிடித்துக் கொண்டு நபி போகுந்தார் என வருகின்ற பெரிய மனிதரை பார்த்து என்ன கேட்கின்றார்களே ஆனால் பெரிய மனிதரே நீ இங்கிருந்து வருகின்ற நீனவா பட்டணத்தின் நெருப்பாத அளபின் தழிந்து விட்டலாம் என்று கேட்டாங்க அப்படி கேட்ட உடனே பைத்தியமா ஈனவா நாட்டுல நல்ல ரகமத்தா மழை புழிஞ்சு அந்த நாடு ரொம்ப சுபீட்சமா இருக்கு ஏன் என்ன காரணம் எதனால அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கல அவன் சொன்ன உடனே அத அவங்க மனசுல வச்சுக்கொண்டு எல்லாம் நம்ம சொல்லுக்கு நம்ம கேட்ட துபாவுக்கு நம்முடைய துவாக அல்லாஹ் கபர் செய்யல கிருத செய்யலையே நல்ல மழை பொடிய வச்சுட்டான அல்லாவின் மீது போகும் கொண்டு நம்பியூனு மலையை விட்டு தான் கீழே இறங்கி மனம்போன் நிலையிலே நடந்துமே செல்லுகின்ற நேரம் மனதில் போகும் போ செடி வனங்கள் கடந்து செல்லும் போதே ராஜே கண்டிடுவா கடல் கரை ஓரம் ஆன போன இந்த நிலைங்க அதை விட்டு அப்படி அவங்க காடு செடி வன வன சொல்லக்கூடிய முறையில் இஷ்டம் போல் நடந்து போனாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு முன்னால கடற்கரை ஏற்பட்டு விட்டது கடற்கரை ஏற்பட்ட உடனே கரையோரமாக போனார்கள் அங்கு போய் பார்க்கும் போது ஒரு கப்பல் வன்பூரம் இறக்கி கப்பலில் நின்றும் தோணிகளை வைத்துக் கொண்டு தண்ணி எடுப்பதற்காக வேண்டி சில பேர் அந்த தோணில வந்தார்கள் வந்து அது போல நல்ல தண்ணீர்களை எடுத்து வைத்துக் கொண்டு கப்பலுக்கு பிரயாணப்பட்டாங்க சேர்த்துருங்க சொன்ன அப்ப யூனியை பார்த்து அவங்க நான் ரொம்ப பெரிய மனுஷனா ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு சொல்லி அவங்களே தோணில ஏற்றி கப்பல்ல கொண்டு சேர்த்துட்டாங்க அப்படி கப்பலில் கொண்டு போய் உடனே நீண்ட எல்லா சரக்குகளையும் ஏற்றி கொண்டு நங்குரத்தி எடுத்து கப்பலைத்தானே பிரயாணம் செலுத்த கூடிய நேரத்தில் அந்த கப்பல் ஆகக்கூடியது அடவில்லை கப்பலி கப்பல் என்று இடத்த விட்டு ஆர்வம் இல்லை அசைவும் இல்லை என்ன காரணம் கப்பல் ஓடாமல் கல்லுமாக இருந்து கொண்டிருக்கிறது நினைத்த அந்த கப்பல்காரன் அந்த டிரைவர்கள் கப்பலை ஓட்டக்கூடியவர்கள் ஓடாடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் நல்லாவுக்கு விரோதமா உடையவன் நான் குற்றம் செய்தவன் நான் ஒரு குற்றவாளியாக இருக்கிறேன் என்னாலதான் இந்த கப்பல் ஓடவில்லை ஆக என்னால நீங்கள் உங்களுடைய கப்பலை நீங்கள் ஓட்டி செல்ல வேண்டுமே ஒண்ணு செய்யுங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கடல்ல தள்ளிருந்தோம் அப்பதான் உங்களுக்கு என்ன கடல்ல தள்ளியிருந்தோம் போக அப்படி சொன்ன உடனே இது கேட்ட அந்த ஜனங்கள் சொன்னாங்க அப்படி குத்தவாடி குத்தவாடியா குத்தமில்லா நாங்க எப்படி தெரிய முடியும் சொன்ன அப்படியான ஒண்ணு செய்யுங்க ராசி போட்டு பாருங்க அந்த காலத்துல நுஜும் பார்க்கக்கூடியவங்க ரொம்ப பெரிய பெரிய கெட்டிக்கார்கள் முன்னுண்டான் நபிமா இருக்கைய காலத்துல நுஜும் பார்க்கக்கூடியவர்கள் பெரிய கெட்டிக்காரர்கள் அது உடனே அந்த கப்பல் உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து நிஜும் போட்டு பார்த்தாங்க யார் குற்றவாளி அப்படி நிஜும் போட்டு பார்க்கும் போது நபி குற்றவாளி என்பதாக வந்தது குற்றவாளி என்பதாக சொல்லப்பட்டது இதை கேட்ட நம்பி யூனு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா நான்தான் குற்றவாளி அது என்னால சேர்ந்து என்ன கடல்ல தள்ளும் அப்பதான் அவ கப்பல் போகும்னாங்க அப்ப உடனே அந்த கப்பல்ல உள்ளவங்க நான் சொன்னாங்க பார்க்கும்போது ரொம்ப பெரிய உயர்ந்த மனிதராக நல்லவராக இருக்கின்றீர்கள் உங்களை நாங்க எப்படி கடல்ல தள்ளுவோம் எங்க கடல் அதா கப்பலும் கப்பலோட ஜனங்கள் அத்தனை பேரும் சலா கப்பலாச்சும் நாங்க உங்க தள்ள மாட்டோம்னு சொன்னாங்க சொன்ன உடனே இவனு சொல்லி பார்த்தாங்க நம்மளால ஏன் இந்த ஜனங்களுக்கு சொல்ல நம்மளால இவங்களுக்கு மேற்களத்துக்கு வந்தார்கள் மேற்களத்துல வந்து நாமிலே விட்டு விடுவோம் என்று எட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே பேர் கொட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே ஆனால் கடலிலே வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மீனாக கூடியது வாய்ப்புடன் இருக்கின்ற காட்சியதை கண்டிவா சுனவி அவர்கள் தவிர்த்து நாம கடல்ல குதிக்கணும்னு போற பெரிய ஒரு மீன் வாய்ப்பு கொண்டிருக்கிறத பார்த்தவங்க பயந்து இந்த புறம் வந்து பார்த்தாங்க அப்படி இந்த புறம் வந்து பார்க்கும்போது அது போல அந்த மீன் வாய்புந்து இருக்கிறது உடனே யூனுசு நதி பார்த்தாங்க ஒரு வழி இல்லை எப்படி நாம கடல்ல குவித்து விட என்று தன்னுடைய தலப்பாக எடுத்து கண்ணை தானே கடல் கப்பலுடைய விடுவார்கள் குதித்த உடனே யூனு சு நபியனு அவர்களை அந்த மீனாக கூடியது அப்படியே தானே எடுத்து முழுங்கிவிட்டது ஆனால் அந்த மீனுக்கு நம்முடைய வேதத்தில் அந்த மீனுக்கு என்ன ஒரு பேர் என்று சொன்னுக்கு அவர்கள் அப்படியே தூக்கி முழுங்கியது உடனே கப்பலும் பிரயாணமாகி விட்ட அப்படி நபி யூனு முழுங்கி அந்த மீனாக கூடியது அது அந்த இடத்தை விட்டு யூனூஸ் நபியை கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஆண்டவன் அந்த மீனுடைய வயசை மீனுடைய விடாபுரத்தை எந்த விதமாக ஆக்கி வைத்திருந்தானே ஆனால் கண்ணாடியை போன்று அதாவது நபி யூனுசனா சுவா மீனுடைய வயசுக்குள்ள இருந்து கடலில் உள்ள அந்தியங்களை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாவுத்தான ஆண்டவன் அந்த மீனுடைய நிலாபுரங்களை கண்ணாடி போல் ஆக்கி வைத்திருந்தானான் அப்படி மீனுடைய வயிற்றுக்குள் சென்றதும் தனக்கு தண்டனை கொடுத்து விட்டான் என்று நினைத்த எப்படி அவர்கள் நன்றி செலுத்துகின்றார்களையானால் இன்னி குன்பம் இனவாறு மீன் என்று சொல்லக்கூடிய அந்த மீனுடைய வயிற்றிருந்து சொல்லி பெரும் வயிற்றுக்குள் உடனே அல்லா நமக்கு தண்டனை கொடுத்து விட்டார் வயத்துக்குள்ளாயிராக இல்ல அந்த சுபானத்தை இன்னை குந்தும் என உலன் என்று சொல்லக்கூடிய அந்த திக்க இடைவிடாம செஞ்சாங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அப்படி மீனுடைய வயிற்றுக்குள்ள திக்கில் செய்யும் போது அந்த மீனாக கூடியது கடலுடைய ஆழத்துக்குத்தான் அவர்களை கொண்டு சென்றது செல்லும் போது சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது பெரியவர்களே தாய்மார்களே கடலில் உள்ள அதிசயங்கள் என்ன என்ன உண்டுமோ அத்தனையும் பார்த்தார்களா உலகத்தில் எப்படி இருக்கிறதா இது போல கடலுக்குள்ள பச்சை மலை தங்கமலை என்று சொல்லக்கூடிய இன்னும் மதிக்க முடியாத அளவுக்கு இன்னும் பெரிய பெரிய மாட எல்லாம் அந்த கடலுக்குள்ள இருக்கின்றதா சுபகானல்ல உலகத்தில் எந்த ஒரு அதிசயங்கள் இருக்குது அதுபோல கடலுக்குள்ளையும் அதிசயத்தை பார்த்தார்களா நபி யூனுரா அது மட்டுமல்ல இப்படி கடலில் உண்டான அற்புதங்களையும் கடலில் உண்டான அரிசியங்களையும் தானே பார்த்து செல்லும் போது அங்கே பெருக்கோத்த ஒரு காட்சியை தானே காணுகின்றார்களே ஆனால் நபி மூசாலி சுனாத் முசலாம் அவர்களுடைய காலத்தில் உண்டான அந்த காரூன் என்று சொல்லக்கூடியவனை பூமி எப்படி சொல்லிய வாங்கி எடுத்து கடலுக்குழு மலக்கால் அடிக்கப்பட்டு அவன் சியாம நாள் வரைக்கு அதாவது அவனை அடித்து கடல்ல தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி தாக்கும்போது அந்த பக்கமாக அந்த மீன் சென்றதும் நபிசதார்த்த வசதாம் அவர்களை பார்த்ததும் அந்த கார் நினைக்கின்றான் யாரோ மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்றார்களே அவர்களை பார்த்து பேச வேண்டுமே என்று நினைத்ததும் அந்த மீன் கார்வுடைய பக்கமாக போய் நின்றதான் நின்ற உடனே அப்போ அந்த கார்வன் கேட்கின்றான் மீன் வயிற்றுக்குள் இருக்கின்றவர்கள் இருக்கக்கூடியவர்களே நீங்கள் யார் என்று கேட்க அப்பொழுது சொன்னார்கள் தான் மத்தாவுடைய மகன் யூனு என்று சொன்னார்களா சொன்ன உடனே அப்ப அந்த காரூன் கேட்கின்றான் நபி மூசா அலி சலாத்துலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்டார் அவர்கள் காலம் எவ்வளவோ கடந்து விட்டது அந்த மூசாவுடைய தங்கை அதாவது ஒம்முல்தான் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார் அவர்களும் காலம் வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது நடந்து முடிந்தேட்ட உடனே அந்த ஹார்ன் கண்ணீர் விட்டு அழுதான் அப்படி அழுந்த உடனே அல்லாவுத்தான ஆண்டவன் உத்தரவு கொடுக்குந்தான் யா மலக்கே என்னுடைய யூனுசை கண்டுசாவுடைய சமாச்சாரத்தையும் கண்ணீர் விட்டு அடுத்து அவரை நீங்கள் அடிக்க வேண்டாம் அடித்து வேண்டாம் என்று அல்லா உத்தரவு ஆகவே அப்படி நபிசி கொண்டு சென்று அந்த மீனாக கூடியது ஆனிய பகற்கடல நாற்பது நாள் சுமந்து திரிந்ததாம் சுஹான் நாள் அப்படி நாற்பது நாள் சுமந்து திரிந்த அந்த மீனாக கூடியது மீண்டும் நபி சொலா துசலாம் அவர்களை தானே கொண்டு வந்து கடல் கரையில பொறித்த ஒரு பொறா புஞ்சியை போன்றி அந்த மீனுடைய வயிற்று தானே விட்டு நபி சலை சொலா துசலாம் அவர்களை கரையில் கொண்டு வந்தே கட்சியே சென்ற கரையில் சென்ற ஒரு நாள் ரெண்டு நாள் நாற்பது நாள் மீனுடைய வயத்தில் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது அப்படி நாப்பதாவது நாள் சென்றதும் அந்த மீன் கரையிலே கொண்டு வந்து அவர்களை கிவிட்டான் பெரியவர்களே தாய்மார்களே ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஹலீஃபா விமர்சத்தா கூடிய காலத்தில் அதாவது இரண்டுகள் வந்து அவங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் ஹலீஃபா அவர்களே நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நீங்கள் ஜவாபு சொல்லிவிடுவீர்களே ஆனால் நாங்கள் உங்களுடைய மனத்தில் வந்து விடுகின்றோம் எங்களுடைய கேள்விக்கு ஜவாபு சொல்லவில்லை என்று சொன்னால் உடனே அவங்க சொன்னாங்க என்ன சவாய் என்ன கேட்க போகிறது என்று கேட்கும் போது ஆகக்கூடியது தூக்கிச் செமந்தது அப்படி தூக்கி செமந்த அந்த கபர் என்ன அதுல இருந்த மையத்தை என்ன என்று கேட்டார்கள் கேட்டவுடனே குமரேபாரூப் அவர்கள் அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு விடை கொடுக்க முடியாதபடி அவர்கள் ஆலோசிக்கின்றார்கள் சரியான முறையில் அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு இடவில்லை உடனே அந்த சொன்னார்கள் ஹரிபா அவர்களே நாங்க கேட்ட கேள்விக்குமான பதில் சொல்ல முடியவில்லை ஆகையினால் உங்களுடைய மார்க்கமும் பொய் உண்முடைய நபியும் பொய் உம்முடைய நபியும் பொய் உங்களுடைய சொல்லும் பொய் ஆகையனால நீங்கள் எல்லாமே பொய் என்பதாக அந்த சொன்னார்கள் இப்ப என்ன சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லும் இந்த செய்தி அறிந்த ஹசரத்து அழில் எவ்வாறுத்தால் வருகிறார்கள் அப்படி வந்த உடனே என்ன விவரம் என்று கேட்கும் நடந்ததை சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே ஹசுரத் அழில் எவ்வாறுத்தால் பேர் சொன்னார்கள் வந்திருக்க வேண்டியவர்களை நீங்க கேட்ட கேள்விக்கு பேர் சொல்லிவிட்டால் உங்களுடைய மாற்றத்தில் நாங்கள் வருகிறோம் சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை சொன்ன கேள்வி ஒரு மையத்தை ஒரு கபர் நாற்பது நாள் கொண்டு பிரிந்தது மையத்தபர் சொன்னார்கள் அதாவது மையத்தாக கூடியது யூனூஸ் இருக்கும் கபராக கூடியது அந்த மீனுடைய வயிறாக இருக்கும் இதுதான் நீ கேட்ட கேள்விக்குரிய பதில் இல்ல வேற எதுவும் இருக்கா என்று சொன்ன உடனே இதை அவர்கள் பரவலாண்டு சொந்தப்படுகின்ற கியதும் அந்த இடத்தில் அவ்வாகுத்தால் ஆண்டோனுடைய குதிரத்தை கொண்டு ஒரு அற்புதம் என்ன நிகழ்கின்றதையானால் அவர்களுக்கு உணவு வேண்டும் இடந்திரிச்சு நடப்பதற்கோ அந்த இடத்தை விட்டு போவதற்கும் அவங்களுக்கு சக்தி கிடையாது அதனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயம் ஒரு அற்புதம் என்னவென்றால் திடீர் என்பதாக ஒரு சொரை கொடி ஒன்று இடத்துல முளைத்தது அந்த சுரை கொடி முளைத்த உடனே அவ்வாவுடைய திருவையினால ஒரு மானாக மானாகப்பட்டது அந்த இடத்திற்கு வந்து அந்த சுரையினுடைய சுரை கொடியினுடைய இலையை தின்று அந்த மானுடைய மடி சுரந்து நபி ஊனு சொலாத்து வலாம் அவங்களுடைய மடி சுரக்கின்றது அதனுடைய அமிர்தத்தை பசியை தானே திருத்தி இந்த விதமாக அவ்வாவுடைய உத்தரவு கொண்டு நாற்பது நாள் வரை மானும் நாயனுடன் நபியான நான் பெற்றா நபி யூனுசரத்துலா ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே அப்படி அந்த மீன் கொண்டு வந்து கரையில் கக்கியதும் நபி யூனு யூனுசுராசலா மீனுடைய வயிற்றை விட்டு சலாமத்து பெற்றதும் அசருடைய நேரம் என்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி அசருடைய நேரமாக இருந்ததுனால் நபி யூனு நான்கு ரக்க அச்சு தொழுதார்களா அதான் நம்மளுக்கு இன்னைக்கும் நான்கு ரக்காக்கு அசருடைய பருள் நாலு ரக்காக நம்மளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய கல்தத்துக்கு மீட்சு பெற்றதற்காக வேண்டி அவங்க இறைவனுக்கு சுஜூது செய்து தொழுது இருக்கின்றார்கள் இப்படி ஐந்து நபிமார்களும் ஐந்து நேரத்திலே தொழுதி இருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்தோசன நகுருடைய தொழுகையை நம்முடைய பாவம் ஆதிபிதா சுருடைய தொழுகையை இப்படி ஒவ்வொரு நபிமாரை தொழுது அதுபோல இவரு சுலாத்தோ சொல்ல அசுருடைய தொழுகையை என்று அவங்களுடைய நம்முடைய வரலாறு சொல்லப்படுகின்ற இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் செய்த அதாவது குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மீழ்ச்சி பெற்றதும் அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹுத்தால் ஆண்டவன் அவர்களுக்கு கொடுக்கின்றான் அதுகொண்டு அவர்கள் அல்லாஹிடத்தினே பாவம் என்னை பெடுகின்றார்கள் ஆகவே இப்படி நபி சொலாத் அசருடைய தொழுதி அவங்களுடைய ஒரு குற்றம் குறைகளை பொறுக்கும்படி அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள் அருமை பெரியவர்களே தாய்மார்களே பாருங்க உலகத்துல அல்லா அல்லாஹு ஜென்மஸ்தானம் ஆண்டன நடிமார்களை கூட விட்டு வைக்கல நபிமார்களுக்கும் இது போன்று பல சோதனைகளும் பல வேதனைகளும் எல்லாம் கொடுத்திருக்குதான் அப்படி நபிமார்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோதனையும் வேதனையும் கொடுத்தானே ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய வேதனை இவ்வளவு பெரிய கஷ்டம் என்பதை பற்றி எண்ணி பார்க்கலாம் ஆனா அப்படி அவங்களுடைய அதாவது சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாவதற்கு என்ன காரணம் அந்த நபி அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா சூலேகரின் சதல்லாஹு வழியில் சொல்லும் அவங்களுடைய காலத்துக்கு முன்னால வந்த நபிமார்கள் எல்லாம் அவ்வப்போது அந்த பவுன் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுமையின் தஸ்தத்தையும் தாங்கிக் முடியாதபடி அல்லா இடத்துல அவங்களெல்லாம் துவா செஞ்சாங்க இந்த மக்களை நெருப்பாறு அடிச்சிரு இந்த மக்களை காத்து கொண்டு அடிச்சிரு என்று அல்லா இடத்துல கேட்டாங்க ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் பதில்லாகும் அறிவு செல்லும் அவர்களுக்கு எவ்வளவோ பெரிய தொல்லைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது தாய்பு நகரத்து மக்கள் அவர்களை ஓட ஓட கல்லால் அடித்தார்கள் அவங்களுடைய நின்றும் ரத்தங்கள் சதரக்கூடிய முறையிலே அவர்களை கல்லால் அடித்து விரட்டினார்கள் அப்பேற்கொத்த ஒரு பயங்கரமான நேரத்திலும் கூட ஜிம்பரையில் வசன வந்து அவர்களை தாண்டி பிடித்து கேட்டார்கள் யாம சொன்னதே அல்லாவின் தூதரை இப்ப சொல்லுங்க உங்களுடைய வாய்திருந்து சொல்லுங்க தாய்பு நகரத்தினுடைய மக்களை கொஞ்ச நேரத்திற்குள் கண்மூடி திறப்பதற்குள்ளாக பலாக்காக்கி விடுகிறோம் என்று அருமநாயகர் சூலேக்கரின் சொல்லல்லாக அறிவு சன்ன சொன்னார்களா பத்துவா செய்தார்களா இல்லை அவர்கள் சொன்னார்கள் யாரு இன்னும் ஜிபரையிலே இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களுடைய சம்பதிகள் இவர்களுடைய வருங்காலத்தினுடைய சம்பதிகள் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் இசலாட்டை ஏற்றுக்கொள்வார்கள் என்று துவா செஞ்சாங்க வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாமளுக்கும் ஏன் அல்லாஹோ வேதனையும் பாதுகாத்து அருமநாயகர் அசூக்கரின் சொல்லல்ல அவர் இருப்பதை அவங்க கேட்டதுவா இறைவா என்னுடைய உமத்துமார்களுக்கு என்னுடைய என்னுடைய உமத்தினர்களுக்கு உலகத்தில் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத தாண்டி கொள்ள மாட்டார்கள் ஆக அவர்களை அதாவது செய்த குற்றங்களுக்குரிய தண்டனைய நீ மறைமுகமான முறையில் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அல்ல இடத்துல துவா கேட்டாங்க அதனால தான் நாமளெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றங்களும் எவ்வளவோ பெரிய கொடுமைகளும் செய்யப்பட்டோம் அல்லாவதால் ஆட்டம் நம்மளை ஏன் இந்த நிலையில வச்சிருக்காம சொன்ன அருமநாயகத்தினுடைய துவா சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி நபிமார்களுடைய வரிசையில் முன்னுண்டான நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு குற்றங்களை செய்து அல்ல இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டாங்க அதே நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம் அப்பெயர் குற்ற உம்முத்துகளாக நாம வாழ்ந்திருக்கோம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஆக என்ன அப்பேர் நிறைய எண்ணி பார்க்க வேண்டாமா அது போன்று நபி யூனு இந்த நிதமாகத்தான் அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹு தான் ஆண்டவன் சொல்லி அனுப்புகின்றான் யா யூனுசே அதாவது மழையில நான் உங்க போய் உட்கார தந்ததும் அங்க மழை பெய்ததும் என்ன காரணம் என்று கூட கேட்காத பெடி என்னத்துல கேட்காத பேடி ஒரு பெரிய மனுஷன் வந்தா சொல்லி அவன் பேச கடுக்கிட்டு கோபப்படுத்திட்டு போனீத அவன் யார் தெரியுமில்ல அவன் தானே இப்ப ஊரை கெடுத்தவன் நாட்டை கடுத்தவன் நகரத்தை கெடுத்தவன் அபிமான கெடுத்தவன் ஆகியனால யூனிவர் அவனுடைய சொல்ல கேட்டு நீ என்கிட்ட கோவைக்கிட்டு போனீங்க ஆனா அதே நேரத்தில் என்னுடைய தூதராகிய என்னுடைய ஃபலீல் நபி இப்ராஹிம் அலிசுநாத் தன்னுடைய மகன் இஸ்மாய் அலிசுநாத் அவர்களை குர்பான கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு போகும்போது இப்ளிசா என்று சொன்ன கேட்டார்களா என் கண்ட கனவு பொய் ஓ மகன் நீ அறுக்காத என்று இப்பிலிசு கெடுத்தான அதுக்கு உட்பட்டார்களா கல்லா அடிச்சு இடத்துல போய் சொன்ன உன்னுடைய மகனை உன்னுடைய கணவர் ஏன் அடிச்சுக்கிட்டு போறாரு தெரியுமா இந்த விதமாக குருப்பாணி கொடுப்பதற்காக வேண்டி அடிச்சுக்கிட்டு போறாரு உன்னா சொன்னாங்க என்னுடைய கணவர் அல்லாவுக்கு விரோதமான மறையில எந்த காரியத்திலையும் செய்ய மாட்டாங்க அல்லாவுக்கு பொருத்தமான காரியத்த செய்வார்களை அல்லாது அல்லாவுக்கும் அல்லாவருடைய ரசூவுக்கும் பொருத்தமில்லாத காரியத்தை என்னுடைய கணவர் செய்ய மாட்டார் தொடனத்தை சொல்லி சொன்னார் ஒரு பெண்ணு அந்த இப்பிரட்டி இருக்காங்க ஆனா நபி யூனியமட்டு அந்த இடத்துல மறந்துட்டீர்கள் என்று அல்லாஹு செல்லவிட்டால்தான் நம்பி யூன்க்கு சொல்றது ஒன்னே யூனு பெரிய அப்படியே விழுந்து எல்லா இடத்துல மனிப்பு கேட்கின்றாய் யா இறைவா பகவான் வல்லவனே அறியாது தெரியாது செய்த ஒரு குற்றத்தை மன்னிப்பாயாக என்று அதி பெரிய வேருந்தியதோ யூனு விழுந்து அல்லா இடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் அதே நேரத்தில் சொல்லுகின்ற வயிற்றில் பெறுவதற்கு வைப்பதற்கு நீ தெரியவா விக்கீர் அந்த விக்கீருடைய ஒரு மகிமையை கொண்டு நான் மீனுடைய வயிற்றை விட்டு சலாமத்தாக்கினேன் அதே நேரத்தில் நீர் எழுந்து நடப்பதற்கு சக்தியற்றவராக இருந்தேன் அதுகொண்டு நாற்பது நாள் வரைக்கும் உமக்கு பால் கொடுக்கும்படியாக அந்த துறை அந்த மானையும் உமக்கு அனுப்பி வைப்போம் அது என்னுடைய ஹக்காக இருக்கும் இனிமேல் நீர் உங்களுடைய ஹக்கை தேடிச் செல்லும் என்று சொன்ன உடனே நன்றி யூனோசனை சுனாத் மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டவர்களாக மனதிலே ரொம்ப நிறைவுடையவர்களாகத்தானே செல்லும் பொழுது அப்போ அம்மா செல்லத்தானோ தானே ஆண்டல் சொல்லுகின்றான் யூனோசே நாட்டை விட்டு மழையால் எதிர்பார மழை மீது வேண்டும் என்று சொன்னீரோ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக உம்முடைய கைமாறி சொல்லி ஈமான் கொண்டவர்களாக உண்மை பார்க்க என்று அந்த நாட்டு மக்கள் அந்த நீலவா நகரத்துடைய மக்கள் எல்லாம் பேராமின்றி உறக்கமின்றி உண்மை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் காண வேணும் என்று சொல்லி அவர்கள் காண வேணும் உண்மை பார்க்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் ஊனின்றி உறக்கமின்றி சதா எந்த நேரமும் உண்மை நினைத்தவர்களாக இருக்கின்றார் ஆகவே நீங்கள் அந்த நாட்டுக்கு அவசரமாக செல்லுங்கள் என்று அல்லாவுடைய அறிவிப்பு அந்த ஊருக்கு அப்புறமாக ஒரு மண்பாண்டம் வேலை செய்யக்கூடிய ஒரு கொயவன் மண்ணை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் மண்பாண்டம் செய்வதற்கு மண்ணை தோண்டி அதே இடத்துக்கு வந்த நபி அவர்களை கண்ட அந்தவனாக கூடியவன் மனதிலே ரொம்ப சந்தோஷம் உண்டாகி இறக்கம் உண்டாகி பார்த்து ரொம்ப அன்போடு வாஞ்சியோடு வாருங்கள் என்று சொல்லி அழைத்திடுவான் என்னுடைய இல்லத்திற்கு வாருங்கடன்று இனிதாக அழைத்து வந்தான் அவன் அந்த குயவன் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தம்பி யூனு அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான் அப்படி வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுடைய வீட்டில் தானே சமைத்திருக்கின்ற வகி அனுப்பி வைக்கின்றான் யூனுசே நீங்கள் காலையில் இந்த கொயவனுடைய வீட்டை விட்டு நீங்கள் செல்லும் போது அந்த குறைவனிடத்திலே சொல்லும் அவன் உண்டாக்கி வைத்திருக்கின்றானே மண்பாண்டங்கள் சட்டி பாணைகள் அதையெல்லாம் அடித்து உடைக்கும்படியாக அல்லாவுடைய உத்தரவு என்று அந்த குயவினிடத்திலே சொல்லுங்கள் என்று நம்பி யூனு சொல்லி சொல்லுவாங்க அல்லாவுடைய அறிவிப்பு வருகிறது இதை கேட்ட அந்த யூனு சொன்னான் யார்லா எனக்கு சாப்பாடு தந்து எனக்கு ஊர்தியின் கொடுத்தேன் நல்ல விதமா என்ன உபசரித்து வைத்திருக்கின்றானே அப்படி இருக்கு அவன் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்க வேண்டிய பாத்திரங்களை அடிச்சு உடனே சொன்ன அவன் என்னை சும்மா விடுவான்னு கேட்டான் இது என்னுடைய உத்தரவு நீ அதுக்கு மேல ஒன்னு சொல்லக்கூடாது காலையில எழுதி ஆச்சா சொல்லணும்னா உடனே நபி யூனு சம்மதித்தார்கள் அதுபோன்று காலையில் தானே காலை முடித்ததும் அது அந்த குயவன் அவர்களுக்கு நல்ல ஊன்றின் சாப்பாடுகளைத்தானே கொடுத்து உபசரித்து அப்பொழுது நபி யூனு சொலி அப்பா என்னுடைய வந்த நான் சென்று வருகின்றேன் எனக்கு உத்தரவு கூட என்று சொன்னதும் அந்த குயவன் ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றான் அப்படி அனுப்பி வைக்கும் நபி யூனு சொலி சொன்னார்கள் அப்பா நான் ஒன்று சொல்லுவேன் நீ அதை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க உடனே அந்த பயவன் சொன்னான் நீங்க என்ன சொல்லுகின்றீர்கள் நான் நிறைவேற்ற உடனே அப்ப அவங்க சொன்னாங்க அதாவது நீ உண்டாக்கி வைத்திருக்க வேண்டிய நீ செய்து வைத்திருக்க வேண்டிய அந்த மண்பாட்டங்களை அந்த பானசக்திகளை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்கு என்று சொன்னாங்க இது அல்லாவுடைய உத்தரவுன்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த பயவனுக்கு ரொம்ப கோம் வந்து விட்டு அந்த பொய்வனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டு பெரிய உம நான் ரொம்ப சந்தோஷத்தோடு என் வீட்டில் கொண்டு வந்து உனக்கு ஊர்தியின் சாப்பாட்டை எல்லாம் கொடுத்து நான் ரொம்ப ஆக்கி வைத்து இருக்குது நான் அனுப்பும் நான் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்க வேண்டிய பாசட்டியெல்லாம் அனுப்பி உடைக்க சொல்லிடுறேன் உமக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா சொல்லி உடனே ரொம்ப கோபத்தோடு அவர்களை பார்த்து சொன்னேன் சொன்ன என்ன முறை இருக்கிறது கை நாள் செய்து வைத்திருக்க வேண்டிய மண்பாண்டங்களை உடைப்பதற்கு அவனுடைய மனம் பொருந்தவில்லை அவனுடைய மனம் சம்மதிக்கவில்லை எவ்வளவு கோபத்தோடு உண்மை வெளியே போகும்படி போகும் என்று சொல்லுகின்றார் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மீது நெருக்கும் அடையை பிடிக்க வைத்து அவரை அடிக்கும்படியாக சொன்னது என்ன நியாயம் இருக்கு மண்பாட்டம் அவருடைய கையினால் செய்து வைத்ததை அடித்து உடைப்பதற்கு அவருடைய மனம் பொருந்தவில்லை நான் படைத்த பல்குகள் லட்சக்கணக்கான மக்கள் அதிலையும் குறிப்பாக இசுலாத்து ஏற்றுக் கொண்டதற்கு பின்னால அந்த மக்களை நான் சலாமத்தாக்கி வைத்தேன் தெரியாதபடி நீங்கிட்ட கோபப்பட்டு போனீங்க என்று அல்லாஹுக்கான ஆண்டவர் அறிவிப்பு கொடுத்தார் உடனே நபி யூனு சொல்ல சொல்லுவா உடனே சுஜூதில விழுந்து அம்மா இடத்தில் தானே மன்னிப்பு தேடி அவர்கள் எல்லாம் அறிந்தவனி ஆத்து பிந்த வல்லவனி ஆக்கம் அறிக்க வல்லோன் நல்லாவே உன்னை அன்றி சர்வசக்தான் அறியாமல் செய்த குற்றிப்பாயாக என்று நபிசு அல்லா இடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டார்கள் மீண்டும் அந்த இடத்தை விட்டு நம்பி சுவாத் வந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அங்கே பேர் கொடுத்த ஒரு காட்சியைத்தானே காணுகின்றார்களே ஆனால் ஒரு பெரிய மனிதர் அங்கு போகக்கூடிய அந்த பாத ரீதியிலே நின்றங்கி பார்த்திருக்கும் காட்டியை கண்டால் மீதம் கோரிந்தியதோ சுனதி பார்த்திருக்கும் மனிதன் பக்கம் அவர்கள் சென்றதுடன் பெரியவர் அவங்க போகக்கூடிய வழியில ஒரு பெரிய மனிதர் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் அவங்களுடைய நெடுங்கிய உடனே வருகின்றவர்களை பார்த்து சொல்லுகின்றார் ஒரு பெரியவரே நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க அப்படி கேட்கும் போது அந்த பெரியவர் சொல்லுகின்றார் அதாவது என்னுடைய அரசர் இந்த நாட்டை ஆளக்கூடிய என்னுடைய அரசர் காட்டுனுடைய அரசர் அந்த பெண் ரொம்ப இறக்க வைத்து உடனே அந்த பெண்ணை பல்லாக்கில் ஏற்றி அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்ததன் பின்பு ஆனால் அந்த பெண்ணும் ரொம்ப அழகுடையவர்கள் ரொம்ப நல்ல ஒரு தெரிவுடையவர்கள் என்னுடைய அரசன் பெண் மீது ஆசை கொண்டு அந்த பெண் மீது அவர்கள் மோகம் கொண்டு அந்த பெண்ணுடைய பக்கத்தில் நெருங்கிய நேரத்தில் என்னுடைய அரசருக்கு என்ன நிலை ஏற்பட்டது தெரியுமா அவருக்கு ஸ்மரண அற்று நினைவுகள் தானே மாறி எவிதமாவுடைய ஒரு அதாவது செயலும் செய்வதற்கு சக்தி இல்லாதவர்களாக செயலுத்தவர்களாக ஆகிவிடுகின்றார் உதாரணமாக நபி இப்ராஹிம் அலிசுலாத் அவர்களுடைய மனைவி சாரா உம்மா மீது மிஷர் நாட்டினுடைய அரசர் அவர்கள் மீது ஆசை கொண்டு அவர்களுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று அதுபோன்று அந்த மிசர் நாட்டினுடைய அதிபதி சாரா ஒரு மாவுடைய பக்கத்தில் நிறைந்து சென்ற போது எவ்வாறு அவருடைய நிலையை அல்லாஹ் செயலக்க செய்தானோ எப்படி அவர்களுக்கு தன்னுடைய ஒரு ஆண்மையும் வல்லமையும் அவர்களை விட்டு இறக்கும்படியாக அல்லாஹ் செய்தானோ இது போன்று பல காரணங்கள் என்னுடைய நாட்டு அரசனுக்கு அந்த பெ பக்கத்தில் இருக்கும்போது நடந்தது என்று அந்த பெரியவர் உதாரணம் சொன்னார் அதே போன்று இப்படி பல முறை அந்த பெண்ணுடைய பக்கத்தில் அணுகிய என்னுடைய அரசனுக்கு பலமுறை அந்த பெண்ணான பிற சோதனைகள் ஏற்பட்டது அது கண்டு என்னுடைய அரசர் ரொம்ப பயந்து விட்டார் பயந்ததின் பின்பு அவர் சொன்னார் கியாமத்துக்கும் நீ என் கூட பிறந்த சகோதரி என்னுடைய உடன் பிறந்த சகோதரியை போன்று நான் கருதுகின்றேன் நினைக்கின்றேன் நீங்கள் எனக்காக துவாட்சி அரசர் வேண்டிக் கொண்டார் அதற்கு பின்பு என்னுடைய தெளிவுபடுத்தார் அப்படி இருக்கும் அதாவது ஒரு அன்று படத்திருக்கும் போது என்னுடைய அரசர் ஒரு கனவு கண்டார் இந்த விதமாக இந்த அழைத்து சென்று பைத் பட்டினத்திலேயாவது அல்லது யோசு நிதத்திலே அவர் சேர்த்து விடும் என்று என்னுடைய அரசர் கனவு கண்டார் அப்படி கனவு கண்ட அந்த அரசு இந்த பெண்ணை சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணி இருக்கும் போது என்னுடைய அரசருக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள் வேற யாரும் கிடையாது ஆனா என்னுடைய அரசருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நான்தான் அவருக்கு ரொம்ப உரியவர் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அதனால அந்த கையிலே ஒப்புறார்கள் அழைத்து வந்து இருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஆகையினால் பெரியோர்களே நீங்கள் எனக்காக வேண்டி ஒரு தயவு செய்து எனக்காக வேண்டி நீங்கள் கிருது செய்து இந்த பொண்ணை தருகின்றேன் இருநூறு தீனார் இருக்கிறது அந்த பொன்னையும் தருகின்றேன் அதே நேரத்தில் அந்த பெண்ணும் அதுவோ இருக்கின்றது அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு போய் பைக்கில் மோக்கிசு பட்டினத்தினாவது மீனவா நகரத்தினாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிடுவார் பெரியவரும் அருகே சுனபி அவர்கள் மீது மகிழ்ந்திடுவர்கள் மாண்டவனை புகழ்ந்திடுவாரி விரிந்த குடும்பங்களும் மீண்டுமே ஒன்று சேர ஆண்டவர் வக்த வழி என்று அன்புடனே வேந்திடுவார் உங்களுடைய சொல்லுக்கு எனங்க நான் அது போன்ற அவர்களை கொண்டு போய் அந்த யூனி நபி இடத்திலேயே சேர்த்து விடுகின்றேன் அந்த பெண்ணை காட்டுங்கள் என்று சொன்னதும் அந்த அம்மா இருக்கின்ற இடத்தை காட்டினார்கள் உடனே அதுபோல் தந்தை எழுநூறு திருநாடையும் தான் அவர்களுடைய கையில் கொடுத்து அதோ இருக்கின்ற அவர்களை அழைத்து கொண்டு போய் நீங்கள் யூனி நபி இடத்திலேயாவது சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் சென்று விட்டார் உடனே யூனஸ் நபி தன்னுடைய மனைவி என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது உடனே அவர்களுடைய பக்கத்தில் சென்றார்கள் சென்றதும் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அம்மா உங்களுடைய முகத்திலே மூடியிருக்கின்ற அந்த முக்காட்டைத்தான் நீக்குங்கள் என்று சொன்னதும் அதே நேரத்தில் யூனூஸ் நபியினுடைய மனைவியாகி அந்த அம்மா சொல்லுகின்றார்கள் பெரியவர்களே நீங்கள் அந்த அவர்களிடத்தில் சொன்ன வாக்கத்தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்னுடைய முகத்தை காட்டும்படியாக சொல்லுகின்றீர்களே நான் நபி யுனூஸ் அலிஸ்லா தூத்த மனைவி ஆகையனால என்னுடைய முகத்தை நீங்கள் நீக்க சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அது கேட்டதையாளர்களை அவங்களுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை பற்றி குறிப்பாகத்தான் சொன்னதும் ஆகவே பெண்மணியே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட நீங்கள் யாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நபி நான் தான் நான் தான் யுனுசி என்று அன்போடு சொல்லிடுவார் நபி அவர்கள் அழகேட்டு சந்தோஷமாக கணவர் என்று சொன்னதுடன் அந்த தாரியையால் முகத்திரை உங்களுடைய கணவர் நபி யூனு சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய முகத்திரையத்தானே நீக்கி தன்னுடைய கணவரை ஏறிட்டு பார்த்தார்கள் பார்த்தவுடனே கண்ணுடைய கணவருடைய தீதாரை கண்டதும் பார்த்ததும் அந்த பெண்மணி நபி யூனுடைய மனைவி அவங்களுடைய பாதாரிடுமா பணிவாக சொல்லிடுவார் கடவரம் நீங்க என்னை விட்டு பிரிந்து தந்தி என்னை விட்டு பிரிஜ் போயிட்டீங்க போனதுக்கு பின்னால் நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதே நேரத்தில் சற்று முன்பதாக சொன்னார்களே பெரியவர்கள் அது போன்றதன் பின்பு அங்கார்களே நடந்தது உண்மை அல்லாஹு ஆண்டவன் என்னுடைய பரிசுத்திய அதாவது அந்த பத்திரி தன்மையினுடைய ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆபத்தும் இல்லாதபடி அல்லாஹூ என்னை பாதுகாத்தான் சந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கணவமார்கள் நம்முடைய புருஷர்கள் நம்மளை வாழ வேண்டி கடவுள் தாண்டி மலை தாண்டி பல்லாயிரணக்கான மைல்களை கடந்து அந்நிய நாடுகளுக்கு சென்று நம்மளை வாழ வேண்டி எவ்வளவோ பல கஷ்டங்களை எவ்வளவோ பல தங்கடங்களை மேற்கொண்டு அவர்கள் சம்பாக்கியம் செய்து தன்னுடைய மனைவி வாழ வைக்க வேண்டும் தன்னுடைய தாய்தந்தீர்களை நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அநிய நாட்டுக்கு செல்லுகின்றார்கள் அதுபோன்று கஷ்டப்பட்டு முதல்களை தானே ஈட்டி நம்முடைய நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள் ஆனா அதே நேரத்தில் கொஞ்சமாகிய நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்காதபடி தன்னுடைய கணவர் அனுப்புகின்ற அவ்வளவு கஷ்டத்தோடு சங்கடத்தோடு சேமித்து அவர்கள் அனுப்பி வைக்கின்ற பணத்தை நாம் வீழ்விரயமான முறையிலே செலவு செய்கின்றதும் வீண் விரயமான மொழியிலே அந்த பணத்தை நாம் செலவழிக்கின்றதும் அதே நேரத்தில் அதாவது செல்லக்கூடாத இடங்களுக்கு போகின்றதும் ஆனால் அதே நேரத்தில் அப்பெயர் கொற்ற தன்னுடைய அதாவது நாயகராகிய தன்னை வாழ வைக்கின்ற அந்த கணவருக்கு துரோகமான முறையில அவர்களுக்கு மாற்றமான முறையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும் அதனால எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்படும் என்பதை பற்றி இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை பெரியவர்களே தாய்மார்களே திரைகடல் ஓடியும் திரவியும் தேடி என்று சொன்னது போல நம்முடைய அருமை அதாவது கணவார்கள் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் எவ்வளவோ பெரிய சங்கடங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தொல்லைகளுக்கும் அவையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாத நிலையிலே நம்முடைய சொத்து சுகங்களை ஆசி பாசிகளை வித்தும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அந்நிய நாடுகளுக்கு சென்று பொருளீட்டு சென்றவர்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வருவதற்கு ஐந்து வருஷம் சென்றவர்கள் மீண்டும் அவர்கள் திரும்பி வருவதற்கு ஐந்து வருஷம் மூன்று வருஷம் இந்த நிலையிலே நம்மளுக்கு நாம் எவ்வளவு நம்பிக்கைக்கு என்பதைப் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது அல்லாதபடி அதை மறந்துவிட்டு ஏதோ அவங்களை அனுப்பி வைக்கின்றார்கள் என்ற அந்த காசு பணத்தை நாம நல்ல விதமான முறையிலே வீட்டில இருந்து உண்டு அதே நேரத்தில் போகக்கூடாத செல்லக்கூடாத இரங்கலுக்கு சென்று நாம அல்லாவுக்கு ரசூலுக்கும் விரோதமான மொழி வழியிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமே ஆனால் நாம் எந்த முறையிலே அல்லாவுடைய சன்னிதானத்தில் பதில் சொல்வோம் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்று அந்த பட்டினி தன்னை பொருந்திய நபி யூனு அந்த அம்மா சொன்னார்கள் என்னுடைய அல்லாவுடைய பயமும் பக்தியும் என்னுடைய உள்ளத்தில் இருந்ததுனால அந்த அரசனுடைய ஒரு கெட்ட எண்ணத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் அதுபோல் நமக்கு வேணாமா அந்த பத்தினி தனம் நம்மளுக்கு வேண்டும் இதெல்லாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக நம்மளுக்கு வழிகாட்டியாக நபிமார்களுடைய வாழ்க்கையும் சரித்திரங்களும் நம்மளுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது இதுபோன்று நபிமா இருத்திரத்தை புரட்டி பார்த்தால் நபி யூசுஃப் அலிஸ்லாத்துலாம் அவங்களுடைய சரித்திரமும் அதைத்தான் சொல்லுகின்றேன் இப்படி ஒவ்வொரு நபிமா இருலாறுகளும் நம்மளுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக நம்மளுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன ஆகையினால பெரியவர்களை தாய்மார்களை சிந்தித்து பார்த்து நம்முடைய பெருமானார் தீய செயல்களை விட்டு நீங்கி அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பொருத்தமான நேர்மையான வழியிலே நம்மை ஆளாக்கிக் கொள்வதற்கு என்ன வழி உண்டுமோ அதை நான் தேடிக்கொள்ள வேண்டும் அப்பந்தான் நாமல் ஜெயம்பரமுடியும் அப்பந்தான் நாம நல்ல வழிக்கு ஆளாக முடியும் நல் மோட்சத்தை பெற முடியும் மருமையில் பெருமானார் பெறக்கூடியவர்களாக ஆக முடியும் அதுபோன்று பெண்ணா பிறந்த தாய்மார்கள் பிவி பாத்திமாவனுடைய செவ்வாயத்தை அவர்களுடைய முந்திக்காவலை பெற வேண்டுமே ஆனால் இக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க தாய்மார்கள் எந்த முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் மறந்து விடாதீர்கள் அதுபோன்று மனைவியினுடைய நல்லொழுக்கம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றனுடைய கெட்ட எண்ணங்களை விட்டு அவ்வளவு அவர்களை பாதுகாத்தார் ஆகையினால் பத்தினித்தன்மை இருக்கின்றதே உலகத்தில சிறந்த ஒரு தன்மை அந்த கற்புடைய தன்மை இருக்கின்றது எரியக்கூடிய நெருப்பை விடக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் அது இறந்து விடுவோமையானால் நிச்சயமாக எல்லாமே சீர்கட்டு விடும் ஆகையினால் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தாய்மார்களே அது போன்ற வரிசையில் ஆளாக்கி அது போன்ற அந்த பத்திரித்தன்மையாக பிபி பாத்திமா நாயகியினுடைய செவ்வாயத்தை பெறுவதற்கு என்ன வழி உண்டும் அதை நான் கடைபிடிக்க வேண்டும் நபி யூனூஸ் அலைய அவங்களுடைய மனைவி சொன்ன இதை கேட்டு நபி யூனூஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் மனதிலிருந்த மனதிலே ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் ஆகவே இதுபோன்று தன்னுடைய மனைவியைத்தானே அழைத்துக் கொண்டு பீவி எப்படி அவ்வா நம்மளை பிடித்தானோ அதுபோல் நம்மளை அவ்வாஹு ஒன்று சேர்த்து விட்டார் ஆக என்ன வாரம் கடந்து தன்னுடைய சந்தோஷமாக அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டுத்தான் நீங்கி வழி நடந்து வருகின்றார்கள் வல்லவன் தன்னுடைய மனைவியை தான் அவர்கள் அழைத்துக் கொண்டு மருகும் போது மறுகின்ற வழி தனியே கண்ணாலே கண்டிவார் தன்னுடைய மனைவியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு நீங்கி கொஞ்சம் தூரம் வழி நடந்து வருகின்றார்கள் அப்படி வழி நடந்து வரும்போது அங்கே பேர் கொத்த ஒரு காட்சி தானே காலகின்றார் விளையானார் ஒரு அழகான வாடி பெறாது கூடியவர் காட்சியிலே ஆடுமை திருக்க கூடிய காட்சியை கண்ணால கண்டிடுவார் பாதகரை பார்த்ததூடம் மனத்தில் பார்த்த உணர்வே உண்டாகிடும் ஆளுமேக்கும் பாலகனின் அருகிலே தென்றிடுவார் பாலகரின் பக்கம் சென்று ரொம்ப பயிடனே கட்டிவிடுவார் நபி யூனூஸ் அலிஸ்லாத்துலாம் அந்த இடத்தை விட்டு நீங்கி வெகு தூரத்தை தானே கடந்து போகும்போது காட்டில ஒரு அழகான வாலிபன் நல்ல அழகான சூரத்தோடு சிபத்தோடு ஒரு பையன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களை கண்ட உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே நபி யூனூஸ் அலி அவர்களுக்கு அந்த பாச உணர்வு ஏற்படுகிறது எந்த முறையிலே பாச உணர்வு ஏற்படுகின்றது அவர்களை பார்த்ததும் தன்னுடைய மகன் என்று ஒரு பாச உணர்வு ஏற்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் அங்கு ஆடுமய்த்துக் கொண்டிருப்பது அவருடைய மகன் யூனியுடைய மகன் தான் அவர்கள் ஆடுமைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி பார்த்தவுடன் அந்த பாசம் ஏற்பட்டதும் அவருடைய பக்கத்தில் தானே சென்று அவர் கூடிய தானே பார்த்ததும் நடந்த விவரத்தை அதே நேரத்தில் அந்த ஆடுமைக்கின்ற பாடகர் அவர்கள் தான் தன்னுடைய மகன் என்று நன்றி யூனிஸ்வலாத்து சொல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தெரிந்தவுடனே நபி உருமஸ்தனு அருமை கண்மணியான மகனை தானே கட்டி கண்ணோடு கண்ண வைத்தார் என்னையே மகனே அவர்கள் முத்தி மோ கண்டி மகனே என்று ஆட்டி என் அன்பு மகனே என் ஆருவியின் மகனே என்னை விட்டு பிரிந்த மகனே என்று அப்படியே கட்டி பிடித்து மூத்த என்று முத்தி முகர்ந்தார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கும் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாய் என்று தெரிந்ததும் அதுபோன்ற அவர்களும் தான் உணர்வோடு தன்னுடைய தாய் ஒன்றை தான் பிடித்தார்கள் உடனே அவர்கள் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அந்த இடையருடைய வீட்டுக்கு வருகின்றார் வந்த உடனே அப்ப சொல்லுகின்றார்கள் இடையர் அவர்களே இவர்கள் தான் என்னுடைய தாய் சந்தியர்கள் இவர்கள் தான் என்னுடைய மாதா பிதாக்கள் என்னுடைய மாதா பிதாக்கள் என்னுடைய தாய்களை நான் கண்டுகொண்டேன் பார்த்து கொண்டேன் ஆகையினால் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் தான் சந்தோஷப்பட்டு மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய அந்த அந்த பாலகரைத்தான் அவருடைய தாய் தகப்பனோடு ஒன்றாக அனுப்பி வைத்தார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபித் தன்னுடைய மனைவியையும் மூத்த மகனையும் தானே அவர்கள் பெற்றுக் கொண்டு மன நிறைவான முறையிலே அந்த இடத்தையும் விட்டு வழி நடந்தி வந்திடுவார் பெற்றோட்டு வழி நடந்தி வரவும் கண்ணாலே கண்டிவார் காட்டி கண்டி அழகையுன்றி அவர்கள் முன்னே செல்ல கண்டார் நபி யூனு சோசலா அந்த இடத்தை விட்டுத்தானே நீங்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க கண்ணுக்கு முன்னால ஒரு காட்சி என்ன காணுகின்றார்கள் அழகான ஒரு வாலிபன் குதிரையின் மீது ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார் அந்த வாலிபனுக்கு முன்னால அழகான ஒரு பாலகன் ஒருவரை அவருடைய முன்பதாக வைத்திருக்கின்றார் இதை கண்டதம் நபி யூனூஸ் மன மனதில் நினைத்தார்கள் அந்த குதிரையின் மீது கொண்டு போகின்ற பாதகன் நம்முடைய மகனை போன்றல்லோ இருக்கிறது என்று நம்பியூனு அவசரமாக சென்ற அவர்கள் அவன் பக்கம் தேடுவாகி அவசரமாக அவன் தக்கத்தில் அடித்து சென்று குதிரையின் மீது வைத்திருக்கின்ற அதே நேரத்தில் எடுத்து சென்ற அந்த வாலிபர் விட்டு தானே கீழே இறங்கி சொல்லுகின்றார்கள் நீங்கள் யார் என்று அப்பொழுது சொன்னார்கள் நான் தான் யூனு நபி என்று சொன்னார்கள் சொன்ன உடனே அப்ப அந்த வாலிபர் சொல்லுகின்றார் அதாவது நபி யூனூஸ் அவர்களை இந்த பாதகன் ஆத்து தண்ணீரிலே மிதந்து வந்தார் மிதந்து வந்த பாதகனை நான் காப்பாற்றி என்னுடைய வீட்டிலே நான் அவர்களை நல்ல முறையிலே பாதுகாத்து பராமரித்து வளர்த்து வந்தேன் அப்படி வளர்த்து வரப்பட்ட நாளில் ஒரு நான் இந்த விதமாக ஒரு கனவு கண்டேன் இந்த பாலகனை கொண்டு போய் பயசில் பத்திசுதாறு அல்லது யூனி இடத்திலாவது சேர்த்துவிடு என்பதாக கனவு கண்டேன் அதன் பொருட்டு இந்த பாலகனை கொண்டு வருகின்றேன் அப்படி யூனு நம்பி நீங்கள் தான் என்று சொன்னால் உங்களுடைய மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவங்களுடைய கைலை கொடுக்கின்றார்கள் உடனே அதை கேட்ட நம்பி யூனு மனதிலே ரொம்ப சந்தோஷமானார்கள் அல்லாஹு தான் ஆண்டவன் நம்முடைய குடும்பங்களை பிரிந்த குடும்பங்களை மீண்டும் அவ்வாஹு கொண்டு சேர்த்து வைத்து விட்டான் என்ற மன நிறைவோடு இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியில் தான் அழைத்து கொண்ட அவசரமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்திற்கு போக வேண்டும் என்று வழி நடந்தி வந்திடுவார் வந்த நன்கிருந்த அவசரமாய் வருகும்போத நீனவா நகர கூட அந்த நீனவா நகரத்தினுடைய எல்லைக்கு செல்லுகின்றார்கள் அந்த நாட்டினுடைய எல்லைக்கு சென்றதும் அவர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாகிவிட்டது அந்த பசியும் தாகத்தினுடைய தன்மையினாலும் போகும் போது நபி குனு நினைக்கின்றார்கள் நமக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது ரொம்ப தாகமாக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமே என்று எண்ணிய நடக்கின்ற நேரம் மாறிலே அவர்கள் எதனாலே காட்சி கண்டாரியும் தண்ணீர் வேண்டுமே என்று எண்ணி நடும் அதை மெய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடையே கண்டு ரொம்ப அவர்கள் சந்தோஷமாகி அவர்கள் ரொம்ப அவசரமாக தானே பக்கம் சென்றார் அவர்கள் பக்கத்தில் சென்ற அவர்கள் சொல்லி நபி யூனு அந்த இடையருடைய பக்கத்திலே சென்று அவரை அணுகி கேட்கின்றார் இடையரே எனக்கு இந்த நேரத்தில் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் தாகம் அதிகமாக இருக்கிறது ஆகையினால் எங்களுக்கு இந்த நேரத்தில் குடிப்பதற்கு கொஞ்சம் உங்களுடைய ஆட்டில் இன்றும் பகறந்து தந்து இடுங்கள் பண்பாக கேட்டு இடுமாறு பாசம் உடன் கேட்டி உமாறு தாக உங்களுடைய ஆற்றில கொஞ்சம் பால கிறந்து எங்களுடைய தாகத்தை திருப்பதற்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டான் கேட்ட உடனே அந்த இடையே ரொம்ப கோவம் உடனே யூனி பார்த்து சொன்ன அந்த வழியை பார்த்துக்கோங்க ஆனா நாங்க யாருக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டோம் யாருக்கு எந்த ஒரு ஜாம எந்த ஒரு பொருளை நாங்க கொடுப்பதில்லை சொன்னாங்க யா எதுக்காக வேண்டி நீங்க இப்படி சொல்றீங்க என்று கேட்கும் போது அந்த இடையர் பிரத சொன்னார் பெரியோர்களே யூனிசன் எப்படி சொல்லி ஒரு எல்லாம் கரிமாக சொல்லுங்க கரிமா சொல்லு ரொம்ப கஷ்டப்படுத்தினார் ஆனா நாங்க அவர் சொல்ல கேட்க அதப்படி அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தோம் அவரை கல்லால் அடித்தோம் காலில் கயத்து கட்டி திருத்திருவா எடுத்தோம் குப்பமேட்லயே நாங்கள் கொண்டு போய் போட்டோம் இப்படி பல தொல்லைகளை கொடுத்தோம் சகித்து பொறுத்து எங்களை நேரடி கூப்பிட்டாங்க நாங்கள் மாட்ட முன்னு சொல்லிட்டோம் ஆனா கடைசியில் அவர் சொன்னார் உங்களுக்கெல்லாம் நெருப்பான மழை பெஞ்சு நீங்க எல்லாம் அணிய போறீங்கன்னு உங்களுக்கு நாற்பது நாள் கெடுவருக்கு சொன்னாங்க அப்பவாது நாங்க அவங்களுடைய சொல்ல கேட்க அதையும் மீறிட்டோம் அதுபோல எங்க நாட்டில் நெருப்பான மழை பெய்ய ஆரம்பித்தது ஆரம்பித்த உடனே நாங்களெல்லாம் ஒன்று கூடி அந்த நெருப்புனுடைய சுவாரையும் நெருப்புனுடைய அணுக்காட்டையும் தாங்க முடியாதபடி எங்க ஊர்ல உள்ள எல்லாரும் ஒருமித்து ஒன்றுபட்டு ஒரே இடத்துல வந்து அந்த யூனிஸ் நதிக்கு நாங்கள் ஈமா கொண்டு விட்டோம் கனிமா சொல்லி விட்டோம் அதனால அல்லாவும் எங்களை பாதுகாத்தான் ரட்சித்தான் நாங்களே ஊன் இல்லாம அவரை காணணும்னு சொல்லி இருக்கும்போது நாங்க உங்களுக்கு எப்படி பால் கொடுக்கணும்னு சொன்ன சொன்ன உடனே நபி யூனி சொன்னா மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த இடையரை பார்த்து சொல்லுகின்றார் இடையரே நீ யாரை காண வேண்டும் என்று இவ்வளவு ஆவலோடு இருக்கின்றீர்களோ அந்த யுனு தான் என்று சொல்லிடுவார் அல்லாவின் தூதுவனாயு சுனபி அகமகிழ்ந்து சொல்லிடுவார் இடையரிடம் நீ தான்ப்ப <��Then let's play youravic> உடனே அந்த இடையர் சொன்ன நீங்கள் யூனி நபின்னு சொன்ன என் ஆடுகள் அனைத்தும் நீங்கள் நபி என்று வாய்துடன் சொல்ல வேண்டும் மனதார சொல்லுங்க என் ஆடுபரா நீங்க சொல்லி அது வாய்நாள சொல்ல சொன்ன உடனே நான் அப்படி ஈமான் கொண்டு விடுகிறேன் அப்படியா ஒன்னு யூனிட்டு சொன்ன மறைகளே அல்லாருடைய அதாவது ஐ அறிவு மிருகமே உங்களுடைய வாயிலிருந்து அவர் கேட்கும்படியாக சொல்லும் என்று சொன்னான் சொன்னவுடனே அந்த மறைகள் ஆடுகள் சொல்லுகின்ற இவர்கள்தான்பி என்று அந்த ஆடுகள் எல்லாம் சொல்லிடுமா அவர் காலாக கேட்கும்படி மறைக்காட்சி சொல்லு இடையாக இருந்தாரு ரொம்ப சந்தோஷம் இடைய மட்டி லோத மகிழ்ச்சி ஆடுது சொல்லி அதாவது கனிமாவை சொல்லி இவர்கள் தான் சொன்ன உடனே உடனே அந்த இளையர் தன்னுடைய ஆட்டை தானே பால்களை உடனே அவங்க அவங்க அதாவது மக்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பாலை கறந்து கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அவங்க பசி தீர்த்து தாகம் தீர்த்து சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்ட உடனே அந்த இடைய சொல்லுகின்றார் இடையரே பார்த்து சொல்லுகின்றார் இடையரே நீங்க ஊருக்குள்ள போய் நீ இந்த மாதிரி யூனிசு நபியும் அவங்களுடைய மனை மக்களுமா வந்துட்டாங்க அவங்களுடைய மனை மக்களுமா வந்துட்டாங்க போய் சொல்லுங்க சொன்ன உடனே அப்ப அந்த இடைய சொன்னாரு நான் போய் சொன்ன இந்த ஊர்ல உள்ள என் பேச்சு காக்க போறாங்க எப்படி நம்புவாங்க அதாவது யூனிட் கட்ட முன்னு சொன்னா என்னத்தான் எல்லாரும் சேர்ந்து அடிக்க வருவாங்க நான் எப்படி சொல்லுன்னு சொன்ன அப்ப சொன்னார்கள் இடையிலே இந்த காட்டில முதல் முதலாக நீ எனக்காக ஈமான் கொண்டு என்னுடைய பசி திருத்த தன்மையினால எனக்கு பால் கொடுத்து என்னுடைய மனைவி மக்களுக்கு பரோபகாரம் செய்ததுனால என்னுடைய உண்மத்துல முதல் உமத்தி நீ சந்தோஷப்பட்டு அந்த இடையராக கூடியவர் தன்னுடைய ஆடுகளைத்தான் ஓட்டிக்கொண்டு அந்த நீனவா நகரத்திற்குள் தானே வந்ததும் அந்த இடையராக கூடியவர் சத்தமிட்டு சொல்லுகின்றார் நீனவா நகரத்து மக்களே கண்டேன் கண்டேன் நபியை கண்டேன் காட்டில் நபிய கண்டே நம்முடைய நாட்டு தேடி அவர்கள் வருகின்ற காட்சி கண்டேன் பொ சொல்லி அடிக்கோனா அப்ப சொன்ன சொல்றையா நம்பிக்கை இல்லை அப்படியானால் என்னுடைய ஆடு சொல்லும் பாருங்கள் என்று சொன்னதும் உடைய அந்த ஆடுகள் எல்லாம் லாயிலாக இருந்தவா யூனுசு ரசான்னு சொல்லி கரிமாற சொல்லி யூனசு நபி வருகிறார்கள் என்று அந்த ஆடுகள் எல்லாம் சாட்டி சொன்னார் இதை கேட்டவுடனே அந்த ஊரில் உள்ள அத்துணைப்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அரசர் முதல் மத்திரி முதல் மட்டுமல்ல அத்துணைப்பர்களும் வரக்கூடிய யுனுசு நபியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எது சென்று காட்டி வரைகின்ற யூனு சு நபீதங்களை मीरा वार नगरि लुललो ओर अरि निज दोरी वि लुपतिनाई நகரத்தில் உள்ள அத்துணை பெருகணும் பேராவல் கொண்டு அவரை பார்க்கணும் காணணும் என்று சொல்லி அவரோடு இருக்கின்ற அத்துணை பெருகிடம் தான் நீ எதிர் சென்ற அது போன்று நம்பியூ துவம் அவர்களை பார்த்தாங்க ஆனா அவங்க முதலாவது அந்த ஊருக்குள்ள சொல்லும் போது யூனு நபி மட்டும்தான் சொன்னாங்க இப்ப வருகிறது அவங்களுடைய மனைவி மக்கள் இதையெல்லாம் பார்த்தது சந்தோஷப்பட்டு அந்த அந்த நாட்டை ஆடக்கூடிய அரசரும் மந்திரியும் மற்றும் அத்துணை பெர்களும் நன்றி முதலாம் அவர் தான் அது பணிடுவார் பணிவோடு சொல்லிடுவார் அரசர் அவரே அல்லாவில் தூதுகளே யூனு நவீனங்களே உங்களுக்கு ஈமான் கொண்டே அங்கள் ஒருமித்த கருத்துடனே உங்களுடைய கடிமாவை சொல்லி இசுலாத்தி ஏற்றுக்கொண்டு உங்களை பார்க்க வேண்டும் என்ற பெயரா நகரத்து மக்கள் எல்லாம் வாக்கு மனம் ஒன்றுபட்டு என்று கரிமாவைத்தானே சொல்லி கொண்டு இசுலாத்தி ஏற்றுக் ஆகவே உள்ளமும்பட்டது யாருக்காக வேண்டி ஊனின்றி உறக்கமின்றி இருந்தார்களோ யாரை பார்க்க வேண்டும் என்று பெயராவல் கொண்டிருந்தார்களோ அதன் பொருட்டு நம்பி யூனூஸ் அலி சலாத்துலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் நீனவா நகரத்திற்கு வந்ததும் அது போன்ற அவர்களுக்கு கண்ணியம் அளித்தார்கள் மரியாதை கொடுத்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் அதே நேரத்தில் நபி யூனூஸ் அவங்களுடைய மனதில் நினைத்தார்கள் எல்லாம் வந்து அல்லாது ஆண்டவன் மகா வலுப்பமுடையவன் மகா கிருபையுடையவன் மகா ரஹத்துடையவன் அவனுடைய ஒரு வல்லமை கொண்டுதான் இந்த நாட்டு மக்கள் மீண்டும் இஸ்லாத்தை கழுதினார்கள் இறைவன் ஒருவன்தான் என்ற உண்மையை அவர்கள் மனப்பூர்வமாக ஒப்புக் கொண்டார்கள் ஆகவே இதனுடைய இதனுடைய சிறப்பும் எல்லாம் அல்லாவுக்கே உதித்தாக என்று நான் உழமாரி இறைவனை வேண்டி பூகழ் துதித்தியிடுவார் அவர்கள் நன்றி சலை அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அல்லாஹு ஜெல்லஸ்தானு தால ஆண்டவனை புகழ்ந்தார்கள் அதுக்கு வந்து நீனவானகரத்து மக்களும் அல்லாஹுத்தால் ஆண்டவனை வேண்டி புகழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசர் நபி யூனூஸ் அலிசுலாத்துவ சலாம் அவர்களை அழுகி சொல்லுகின்றார்கள் நபி அவர்களே இனிமேல் எனக்கு இந்த அரச பொறுப்பும் இந்த அரசாங்கமும் எனக்கு தேவையில்லை நீங்கள் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த அரசாட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்ல அது நபி யூனூஸ் அலை சுலாத்துவ சலாம் சொன்னார்கள் அப்பா எனக்கு அல்லாஹுத்தாத ஆண்டவன் உன்னுடைய அரசாட்சியை விட மேலான ஒரு தரஞ்சாவல்லாம் எனக்கு கொடுத்திருக்கின்றான் நடி பட்டத்தையும் ரசூல் என்ற ஒரு பட்டத்தையும் அதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கு தான் எனக்கு உயர்ந்த பதவி உயர்ந்த ஒரு அந்தஸ்து ஆகையினால ஒன்னுடைய பதவியும் ஒன்னுடைய பொறுப்பும் எனக்கு வேண்டாம் என்று அந்த நாட்டு மக்களை நேர்வழியில் ஆக்கி இஸ்லாக்கின் பக்கம் அந்த நாட்டு மக்களை வாழச் செய்துலாம் அவர்களும் அவருடைய மனைவி மக்களுமாக அந்த நீனவா என்று சொல்லக்கூடிய நகரத்தில் நீண்ட நாளாகத்தான் எந்த மக்களுக்கு வேண்டிய நல்லொழுக்கங்களைத்தான் சொல்லி முறையிலே வாசி வருகின்றார்கள் நபியா அவர்கள் அந்த நீதம் கோரிந்தியதோ மீனவா நகரம் அருள் மங்களமாய் வாசுவாரா தங்கையுள்ள யுனு து நபி அந்த நீனவா நகரத்துல நீனவா நகருடைய மக்களுடைய ஒரு நல்லாசியையும் அவங்களுடைய ஒரு பேர் அந்தையும் பெற்று ரொம்ப சிறப்பான முறையில நபி அவர்கள் நீனவா நகரத்தில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு நிறைவேற்றி அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு அந்த மக்களுடைய மத்தியிலே நிறைவேற்றி நிரப்பமான முறையிலே சிறப்பான முறையில அந்த நீனவா நகரத்தில் நபி யூனூஸ் அலி சலாத்து சொல்லாம் ஜீவித்து ஆகவே அந்த நாட்டை அந்த நகரத்தை நபி யூனூஸ்வ சதாம் அவர்கள் சென்று இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தோர் சரித்திர வரலாறு ஆகக்கூடியது இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது ஆகவே நீண்ட நேரமாக விழித்திருந்து முடித்திருந்து நபிமார்களுடைய வரலாறை கேட்க வேண்டும் என்ற ஒரே நாட்டத்தோடு தேட்டத்தோடு இருந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு செல்ல ஆண்டவர் நீண்ட ஆயுடையும் கொடுத்து நிரப்பமான வாழ்வியையும் கொடுத்து இதுபோன்று நபிமார்களுடைய நல்லொழுக்கங்கள் பின்பற்றி நடக்கின்றோடு நிறைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன்